குழந்தைக்கு எண்களை அடையாளம் காட்ட நீங்கள் விளையாட்டு மூலம் அருகில் உள்ள எண்களை கண்டுபிடிக்க உதவலாம் உதாரணமா நீங்கள் ஐந்து என்று எழுதப்பட்ட குறியை பார்த்தால் நான் ஒரு எண்ண பார்க்கிறேன் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்கலாம் குழந்தை கண்டுபிடித்ததும் அது எந்த எண் என்று தெரியுமா என நீங்கள் கேட்கலாம் குழந்தை ஐந்து என பதில் கூறலாம் நீங்களும் குழந்தையும் சேர்ந்து நாள் எத்தனை எண்களை கண்டுபிடிக்கலாம் என்பது புரியும் இந்த விளையாட்டு குழந்தைக்கு எண்களை அடையாளம் காணும் அறிவை வளர்த்துக்கொள்ள செய்யும்